எஸ் ஜ ஹலோ விவாஸ் நான் தான் உங்க சச்சின் பேசுறேன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த வீடியோ எப்படி எடிட் பண்ண போறோம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க என்ன என்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க எல்லாரும் கேன் மாஸ்டர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க கேன் மாஸ்டருக்குள்ள போகலாம் प्रसेन पो पोटे क्रियाटियम यह आप्चेन रोके अगर कोड़ते उल्ला पोला आपकोड़ किरा 9.16 कोड़ते कला फिल्ले 1.5 चिकला नेक्स्ट कोड़ते उल्ला पेडो फोटो वा सलेक्ट पड़िकला போட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் போயிட்டு வச்சுக்கலாம் பண்ணிக்கிறேன் ஸ் பண்ணாலே மார்க் ஆகிடும் அதே போல எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறீங்க நான் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிட்டேன் எங்கங்க மார்க் பண்ணிங்களோ அங்கங்கே கட் பண்ணுறங்க நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்க் பண்ண இடெல்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மார்க் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நீங்களும் அதே போல் கட் பண்ணிடுங்க ஜூமில் இருக்கிறது தான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க ஆன் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு ஜூம் பண்ணிக்க இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் கால்மி டிஜே எஃபெக்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அப்படி வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் தரேன் பாருங்கள் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துட்டேன் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம் ना फटूम कंपनी आड पड़ा चाहिए एक्सपोर्ट फार वाचिंग சின்ன சேனல ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ